வரவேற்பதுல நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் படித்துக் கொண்டிருக்கோம் அப்படி தானே இந்த மாதம் என்ன மாதம் என்று நாம் பிரகடனப்படுத்தி இருக்கிறோம் அன்பு கூறுகிற மாதம் எல்லாம் சொல்லுங்க பாக்கலாம் வாழ்க்கையும் கட்டி எழுப்பி இன்னும் ஆழங்களில் கற்றுக்கொண்டு சொல்வாராக சொன்ன வாரத்தில் மிகவும் கடினமான ஒரு சூழ்நில சுகவீனத்தில பலவீனத்துல போய்கொண்டிருக்கும் பொழுது மாதம் முழுவதும் நீர் எங்களை நடத்தினர் என்ன செய்ய வேண்டும் என்று ஜிபிக்கும் பொழுது ஆண்டவர் அற்புதமாக சத்தத்தை துணிக்க பண்ணினார் ஒண்ணு இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம் ஒண்ணுக்குருந்திய அதிகாரம் ஒன்பது இருக்கிறபடி தேவனில் தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பணிநவர்களை கண்கள் என்ன பண்ண காணவில்லைபடினாலஸ்ல எழுத அர்த்த முன்னாடி சொல்லப்பட்டதை அவர் இங்கு குறிப்பிடுகிறார் என்று நாம் நாம் எடுத்துக் கொள்ளலாம் எழுதியிருக்கிற படி வாசிங்க பார்க்கலாம் ஏசாயின் புஸ்தகம் அறுபத்தி நாலாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் அந்த திருக்குதர்சி அப்படி என்ன எழுதியிருக்கிறார் என்று பாருங்க பார்க்கலாம் அறுபத்தி நாலாம் அதிகாரம் நான்காம் வசனம் நாலாம் அதிகாரம் நான்கு உணர்ந்ததும் இல்லை கண்டதும் இல்லை Hallelujah! Hallelujah! This is what I told you. You have to tell me. The reference is what I told you. It's called Corinthian. Can you read English? 1 Corinthians 2.9 right? What it says? As it is written, what no eye has seen, nor the ear purged, nor the heart of man can see, what God has prepared for those who love me. என்னை கேட்கிற அருமையான தேவட பிள்ளையை கத்திரிய வசனங்கள் மிகவும் ஆழமானவைகள் அவைகள் கூட இருக்க அந்த மிஸ்டிரியஸ நாம் அவிழ்க்கக்கூடிய முயற்சியில் நாம் ஈடுபட வேண்டும் ஒரு சில வசனங்கள் ரகசியம் உள்ளதாகவும் எடுக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது கத்திர அன்பு கூறுறவர்களா இருக்கட்டும் கத்திரில் காத்திருக்கிறவர்களா ஆயத்தம் பண்ணினவர்களை கண்கள் கண்டதும் காதுகள்ட்டதும் இல்லை மனுஷயங்கள் அவர்களை தோன்றவும் இல்லை என்று சொல்லிட்டு என்றால் வெளிப்படுத்தினார் அப்ப இது என்ன காட்டுகிறது என்றால் நிறைய பேர் இந்த வசனத்தை என்னன்னா அவையில் கண்கள் தோன்ற எத்தனை பேர் அவ்விதமா நினைத்திருப்பீர்கள் அவைகள் தெரிய இருக்கிறது சொல்ற வேண்டியோ கேட்கப்பட வேண்டியவர்கள் அல்ல இவைகள் அவைகளை காட்டிலும் மேலான ஒரு காரியம் ஆனால் இந்த பூமியிலேயே நாம் அறியக்கூடிய ஒரு காரியம் என்பதை அங்கு பரிசுத்தபோது ஆணித்தரமாக உணரக்கூடிய I am so beautiful creation of God What do you say to God? God What do you say to God? What do you say to God? What do you say to God? What do you say to God? What do you say to God? Very good Conceive Conceiving a thought, conceiving an idea Conceiving an imagination, all it relates to heart It has to see, it has to hear So it is a function But within this function நீங்க எவ்வளவு தூரம் உங்க கண்களால பார்க்க முடியும் என் கண்களால நான் எவ்வளவு தூரம் பார்க்க முடியும் ஒவ்வொருத்தரும் உங்க கண்களால நீங்க எவ்வளவு தூரம் பார்க்க முடியும் இங்க இருந்து அது பார்க்கலாம் அங்க ஏதோ ப்ளூ கலர்ல தெரியுது வானத்தை அண்ணாந்து பார்த்தேன் என்ன தெரியும் இரவு நேரத்துல எத்தனை எத்தனை நட்சத்திரத்தை பாக்கிறதுக்காக போவோம் வாலாஜால இருக்கும் பொழுது என்னுடைய காலில எழுந்த உடனே ஆண்டவரை துதிக்கிறது இந்த பேர்ட் வாட்சிங் மூலமா தான் ஐ வாட்ச் கலர் கலரா ஒரு புத்தி ஒரு பேர்ட் இருக்கு என்னோட கையில இவ்வளவுதான் இருக்கும் கருப்பா வந்து அமர்ந்துடும் அதை கண்களால் நம்ம பார்க்க கூடியதுக்கு ஒரு எல்லை இருக்கு காதுகளால் கேட்பதற்கு ஒரு அளவு இருக்கு அப்படிதானே நல்லதுதான் அதே மியூசிக் எப்படி இருக்கும் becomes a noise it becomes a noise nale vela ipo nammudu kanchila pudhu rules kuda kondu vandiranga right noise pollution control panna thek okay i was really very supportive of this thing thank god for it hallelujah because i don't like people honking on the road chumma ve namm oorla palakku munnadi iruka vandi push pannu ivanga button adichite irupanga la அர்த்தது யார என்னது காட்டுவால் தொங்குகிற இடங்களில் நீங்க போக சொல்றாங்க ஏன் because bats bats yeah. in the tree in the cow wall cow wall emit panra sound it's 20000 lb ke mele decibels ke mele so when you hear your ear drum gets goes away daman poido then ninga apra namm ellaru epdi baba bandar right so ear as a limit though it's a beautiful creation all this creation cannot match see the camera that is there it has a lens but it cannot match the lens what god has given freely hallelujah come on everyone right any camera lens can match this lens no lens tottu paranga pa nothing can match this the lens from god idhukku peru idhukku enna vechirukanga இந்த ear drum னு இருக்கு drum drum ஏனா இந்த ட்ரம்முக்கு இன்னதெरुமா நீங்க ட்ரம் பாத்துக்கிட்டே அடிக்கும் பொழுது என்ன ஆகும்? சத்தம் கேக்குதா? ஹே வெரி குட் வைப்ரேட் ஆகும்னு இன்னாகணும். சீடைப் போயிடு மேலே வரும். பாத்தீங்களா? அதனாலதே இதுக்கு பேரு ear drum னு வச்சிருக்காங்க drum drum. என்ன சொல்லுங்க? ட்ரம். நீங்க கேக்குற சவுண்ட் போய் அதை குத்திட்டு அது அப்படியே டம் ட்ரம் மாதிரி அடிச்சிட்டு மேலே வரும். Are you there with me? Are you there with me? That drum, your drum, it has a limitation. But it's a beautiful creation of God. Heart! I will tell you about your heart. From one moment, How many liters of blood is pumping? already 7 liters of blood apo in the heart le yarume switch podle yarume idu podle engite irukra evlo beautiful an organ it has a limitation at his can when it stops its function will still be able to live yeah when it stops to lism still we can live But art if it stops to function, that's all. We are transported to above. But what is the word that the hands are not going to be a stone, the hands are not going to be a stone, the human is not going to be a stone. What is it? What is it? They can't be a stone, can't be a stone, can't be a stone, can't be a stone, it's not the thing. is telling what st paul is telling so this this is a beautiful insights that we are going to study in this verse you know they every unbukuragiravarkku enna aayitham banapattirukku adai yaar miss pannanga nama miss pannaama aavile irukkum belu avile ind bhoomiyile naam anubhavikkaradhukku vadigal enna endrai kurithu naam innum aalangalilla kandariya poguram hallelujah but the key is you loud god And you wait for God. Hallelujah! If you are given to God, if you are given to God, then you will be given to God. Hallelujah! We will tell you, if you are given to God, you will be given to God. What do you know? What? I am given to God. I want to tell you, if you love God, you will wait for Him. அப்படிதானேக்கு ஒரு நாள் ஐ திங்க் ஸ்டுடியோக்கு போறதுன்னு நினைக்கிறேன் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் வர்றதுக்கு எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஒரு மணி நேரம் காலேஜ் பக்கத்துல ஒரு தம்பி அழகா வண்டியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவனுடைய கண்கள் எல்லாமே அந்த வாசல நோக்கி இருக்கு நான் அங்க இறங்கியே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு ஒரு மணி நேரம் இருக்கான் ஒரு மணி நேரம் வெளியே வரும்பொழுது இதே அம்மாக்காக யாராவது பையன் போய் நின்று என்ன ஆகும் நம்ம ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன வர சொல்லிட்டு என்னமோ அப்படி அந்த காத்திருக்க நேரம் தெரியல ஏன் பத்தியா எல்லாம் வைதி ஆயிட்ட ஒரு அவருக்குறுவர்களுக்கும் அவர் உண்டு பண்ணினவைகளை இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் கண்கள் கண்டதும் இல்லை காதுகள்ை அவரு தெரிந்து அருமையானது பிள்ளையே இந்த கால வழியில் கூட நம்முடைய கேள்வி நான் தேவனை நேசிக்கிறேனா நேசிக்கிறேன் என்றால் எந்த அளவுக்கு நீங்கள் நேசிக்கிறீர்கள் அப்படி நேசிக்கிறதுனால இந்த மாடன் நவீன உலகத்தில் அவரை நேசிப்பது நிச்சயம் சாத்தியமா ஆனால் என்னை கேட்கிற அருமையான தெய்வ ஜனமே இந்த நாட்களில் கர்த்தரின் அன்பு கூறுகிறவர்கள் அவரை நேசிக்கிற ஒரு கூட்டத்தை ஆண்டவர் எழுப்பிக் கொண்டுதான் இருக்கிறார் அவர்கள் எங்கிருந்து எழும்புவார்கள் என்பதற்கு சாட்சி நீங்கள் தான் அதற்கு சாட்சி இந்த வசனம் குறைந்த பட்டணத்துக்கு எழுதப்பட்டு அதற்காக தான் இப்பொழுது இந்த வசனம் எழுதப்பட்ட அந்த பட்டணத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி நான் இந்த செய்தி முடிக்க விரும்புகிறேன் நான்காவது கேள்வி என்ன கேட்டேன் உண்மையிலே தேவனை நேசிக்கிறது இந்த மாடன் வேர் சாத்தியமா சொல்றதுனால வேற வழியில் கையை தூக்கி தான் ஆகணும் அப்படின்றதுனால தூக்குறோம் எனக்கு நன்றாக தெரியும் இருக்கும்பொழுது அந்த தம்பி ஸ்கூல் படிச்சிருந்தா அப்பவே வார கணக்கில் பைசா எடுத்து கொடுத்து சினிமாக்கு போ, போ நீ you you want to to to to to to go, go go for pub but but should should not go to church. You should not church love love Jesus Jesus Jesus was taken to many psychiatrists to give current shock to forget Jesus. But he chose to love Jesus above all God. He chose to love Jesus See in the modern world Love Satyam, The name of the name Is the name of the name Sathya Educating Sathya Sathya Sathya Sathya Ended that Salam mediarity ke sathiye mille entralum there are few chosen people for whom that will be possible why i'm telling this is in the vasana maila patta koindu pattnathi kurithu naan ungalku or background kudukka varumbugiren yeninal in the modern world la devan irukkarara endu mock pandra pala kelvi irukku right you see the opinion about god has changed for many many of them either தேவனை விட்டு விலகி தூரமா வந்துட்டாங்க அல்லது தேவனை குறித்த குறிந்து பட்டணம் காரணம் என்னவென்றால் குறிந்த பட்டணத்தை நாட்டில் இருக்கிற ஒரு சிட்டி ரைட் மாதிரி இருந்த ஒரு அழகான சிட்டி தான் இது எல்லா விதமான கலாச்சாரம் எல்லா விதமான மக்கள் எல்லா விதமான சுத்திட்டு போனாங்கன்னா அங்க வந்து நிறைய கரண்ட்ஸ் இருக்கும் ஓட்டர் கரண்ட்ஸ் ஏன்னா கப்பல் மூழ்கி போயிடும் கப்பல் தொலைந்து போயிடும் மக்கள் சேதமடைவார்கள் அதனால் அது அந்த ரூட்டை க்ராக் பண்ணிட்டு இந்த கொருந்து பட்டணத்தின் வந்துட்டு கப்பலில் இறக்கிட்டு இந்த கப்பலில் இருந்து டிரான்ஸ்பர் பண்ணி பக்கத்து நாடுகளை கொண்டு போகும் மிக ஈஸியாக இருந்ததுனால இது போர்ட் சிட்டியாக அல்லது வர்த்தகம் பண்ணுகிற ஒரு அற்புதமான சிட்டியாகிறது சோ இதில் கிட்டத்தட்ட பத்து விதமான கல்ச்சருக்கு மேலாக இருந்ததாக சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட பரிசுத்த பவுல் ஒன்றரை வருஷம் அவர் ஊழியம் செய்யும் பொழுது விளைந்த விளைவுதான் அங்கு இந்த சபையை இந்த கொருந்து சபையை பரிசுத்த பவுள் நாட்டுகிறார் இந்த சபை இந்த கொருந்து பட்டணத்துல பணத்துக்கு பஞ்சம் இல்ல வர்த்தகத்துக்கு பஞ்சம் இல்ல கலாச்சாரத்துக்கு பஞ்சம் இல்ல அவர்கள் தினந்தோறும் ஒன்றாம் அதிகாரத்துல என்ன வாசிக்கிறோம் ஒன்னாம் அதிகாரத்தில் கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள் கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள் வீட реаль அடையalty கேக்குறார்கள் ரேக்க ஞானத்தை தேடுறாங்க ரேக்கர்கள் என்னத்தை தேடுறார்கள் ஞானத்தை தேடுற அப்படிப்பட்ட ஒரு சிட்டி திஸ் இஸ் தி சிட்டி वाज मॉडर्न இட் वाज மெட்ரோபாலிட்டன் இட் ஹட் ஆல் கைண்ட்ஸ் ஆ கல்ச்சர் இட் கைண்ட் ஆ நோ யூ पीपल ஆர் சீக்கிங் Wisdom பட் வை வர்களும் வியாபாரிகளும் அழகுள்ளவர்களும் கலாச்சாரிக்கவர்களும் அங்கு அதிகமாக இருந்தாலும் எழுதுகிறார் தேவனில் அன்பு குரத்தம் பண்ணினவகளை கண்கள் கண்டதும் இல்லை காதுகள் மனுஷிகள் தோன்றினதும் ஏனென்றால் இவர்கள் என்ன பண்ணாங்க ஏன் இவ்வளவு விசேஷமான காரியம் கொடுக்கப்பட்டது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கனே நம்முடைய கண்கள் எவ்வளவு இந்த லென்ஸை காட்டிலும் எவ்வளவு எவ்வளவு அது கம்பேர் பண்ணவே முடியாது இவ்வளவு பெரிய காரியத்தை ஆண்டோர் ஏன் கொடுத்திருக்கிறார் வானங்கள்ல நட்சத்திரங்களை பார்க்கவும் பூமியில ஊரும் பிராணிகளும் பெரும் எல்லா மிருகங்களை பார்த்தாலும் அதன் மூலமாக தேவனுடைய நாமத்தையும் அவரை அறிகிற அறிவையும் மனிதன் பெற்றுக் கொள்வான் என்பதை ஆண்டவர் கொடுத்திருந்தாலும் மனிதன் என்ன பண்ணிட்டான்னா விஷுவலா இந்த லிமிட்டேஷன்ஸ்க்குள்ள கத்திரை அல்லது தேவனை தேடுவதற்கு அவன் பழக்க தன்னை உப்பு கொடுத்துட்டான் எத்தனை பேர் நான் பேசுறது விளங்குதுன்னு தெரியல ஆமா அம்மா அமை தெளி Are you understanding things? Yes. Are you understanding things? No. Uh one honest answer has come. No. Puri lenchala God has given us this beautiful creation of us. I told you that there is an archery, a archery, a archery, a archery. There are many men who have given us these men. These men who have given us these men, we have seen the creation of these men. God, God, the people who have seen us, who have seen our eyes, who have seen our eyes, who have seen this, who have seen this. Unfortunately, when man became a coroner, he said that he had limited limits. What did he do? இந்த கடவுளை கொண்டு கைய பார்த்தாத you know, because man tends to control God or find God within this limitation and that's why the failure is, hallelujah, Amen. that's what the failure is. You know, in the Korindu Pattlal Thinodeya Ujja Kattathil, as the road as the road is um i think you know i want to get the name right ah uh, it's called aphrodites aphrodites indra oru kaadal devathiyudaiya body was or the idol was kept under under the temple anga irundhad the top mountain தேவதைக்கு பின்னணியில் நீங்க ஆப்ரோடிடஸ் ஆப்ரோடிடஸ் என்றது வந்து fortunity god and this sexual love and beauty prathibalikira and uh, the uh, goddess avanga manangittiranga you know there was a thousand prostitutes will be in the temple and the procession will happen freely in the temple streets appripatta palakungal and the kalakattathil endathu ana bible la enna sollirukka avana greakerude thangle mecham alathu thangle perume padithikollugira karyam enna solunga paakala greakers sollikolvaranga naangala enna thedukrom சொல்லுங்க படிக்கும் பொழுதுவா ஞானத்தை தேடுகிறவர்கள் எனக்கு புரியல அடையாளத்தை காண்பர்கள் என்ன பண்றாங்க ஞானத்தை அதனாலதான் அந்த ஞானம் அவர்களுக்கு மறைக்க தேவன் ஞானம் அவர்களுக்கு மறைக்கப்பட்டதாக இருந்தது முதலாவது வந்தார் அந்த தேவன் அவர்களுக்கு மறைக்கப்பட்டதாக தோன்றவும் இல்லை உணரும்படியாக கேட்கும்படியா நம்முடைய ஒன்றாம் அதிகாரத்துல அப்படி பரிசுத்த பல கீழ் எழுதி வரும்போது என்ன சொல்றாரு வெட்கப்படுத்த முடியாது முடியாத தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் நீங்களும் நானும் யாரு அப்போ உலகத்துல வாங்கிருக்கோம் உலகத்தின் நம்ம பைத்தியம் தான் அலல்லூயா அலல் லூயா ஏனென்றால் என்று <laughs> சொல்லப்படுத்த <laughs> <laughs> நாம் நாம் உலகம் உலகம் என்று என்று WE ARE THE நமக்கு உண்டு பண்ணதை நம்முடைய கண்கள் காணவும் காதுகள் கேட்கும் உள்ளத்தில் உணரவும் அதனாலதான் இந்த புஸ்தகம் ஞானத்தை குறித்து அது அதிகமாய் பேசுகிறதான அல்லது சவால் விடுகிற விதத்துல பரிசுத்தப்பூம் பத்தொன்பதாம் வாசங்க ஞானம் என்ன ஞானம் இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக சொல்லுங்க சொல்லுங்க வைத்தியமா இருக்கிறது ஆ இம்பார்டன்ஸ் ஆஃப் லவிங் காட் இந்த உலகத்தில் ஞானி என்று சொல்லுகிறவர்களுக்கு வெளிப்படுத்தப்படாதவைகள் தேவனில் அன்பு கூறுவர்களுக்கு வெளிப்படுத்தப்படுவ Oh my Jesus, I can, I can go on like anything else and right now I'm touching the tip of the thing Are you all there with me? Yes yeah. Are you still there? Yes Do you have to do something else? Now, you understood the point here? Yes Yes You have to do something else with God They might be PhDs They might have doctorates and um, post doctorates and so many things to post up But remember if you are a lover of God if you are the one who are waiting for the Lord you have a greater part then hallelujah hallelujah avaru kangal kanadung kangal kanam avaru kadigal kekka un kadigal kekkum avaru irudhi unaradhi unna irudhiyil unara aandavar unai alaitirukara i understand how exciting it is தங்களை <integrating> சொல்ல குமாரன்றி பிசாசு சொல்லு ஆனா வேத பாரதரும் பரிசு மேல கிரீடமும் உயர்ந்த வஸ்திரமும் பெரிய கோலும் செங்கோலம் வைத்திருக்கிற அற்புதம் இவன் பிசாசு தலைவன் என்று சொன்னாங்க யார் ரைட் சாத்தானா இவர்களா என்ன சிரிக்கிற அதுதான் உலக தஞ்சம் சாத்தே கண்டுபிடிக்க முடியல கண்டுபிடிச்சதுல நான் இருக்கேன் எனக்கு சட்டங்கள் தெரியும் எல்லாமே தெரியும் நான் வைக்கிறது தான் இங்கு என்று சொல்ல வேண்டாலும் அடைக்கப்பட்டிருக்கிறது அன்புக்கூறர்களுக்கு இறுதித்து உணரவும் ஆவியான உங்களை பயன்படுத்த உண்மையிலவராக இருக்கிற so that you can understand what the world cannot understand hallelujah, hallelujah. only if you hear because of that thing come on everyone in oh, jesus jesus hallelujah praise come on come on finally i want to finish this thing vietnam le nadand or omniyaana sambhavam vietnam la ungaluk theriyumey konje வருஷங்களுக்கு முன்பாக கம்யூனிஸ்ட் கொள்கை நிமித்தமாக அவர்கள் நுறுக்கப்பட்டாங்க சிலர் சிறைச்சேதம் என்று சொல்கிற ஒரு ரகசியமாய் அறிந்த ஒரு வாலிபன் அவன் இருந்தான் அவனை பிடிக்க இப்ப யுத்தம் முடிஞ்சது பிடிச்சிட்டாங்க தெரிமாய் நேசிக்கிறவன் என்று அறிந்ததுனால என்ன பண்றாங்க இவங்க இந்த கம்யூனிஸ்ட் கொள்கையில இவனை பண்றாங்க இவனை ஒரு அறையில் வைத்து ஒரு ரூம்ல வைத்து இவனை முற்றிலுமாய் அவனுக்கு வந்து என்ன சொல்லிக்கொண்டிருக்காங்க Jesus is failure. Jesus is nothing, less. it's a concept, it's an idea, it's a Western, Western idea. He has to do this, he has to do it, he has to do it, he says, Communists, he has to do it, he has to do it, he has to do it. He has to do it in the past, in the past, In the past, the past, he has to do it. One fine day, he said, I am going to stop praying to Jesus, I am going to stop praying. praying to Jesus there is no Jesus and no, nothing else He said the trouble he is running around He has suffered from their blood Many times when he was who the mother was Based on my own prison with me then it went and cleaned his letter cursing over the prison police called his mailed women walletatos son, Demon millers got per their shuttle backsystems and free methods from themcer seeds for his boys. He said that we need to clean up one more front. From the vaccine early andû leatons 제가 quemandy meinen cosine Board of cancer was on film. பாத்ரூம்ஸை கிளீன் பண்ணும் அப்போ கிளீன் பண்ணுறதுக்கு இவனுக்கு மிகவும் கடினமான ஒரு வேலைப்பட இருக்கிற எல்லா வேலைகளிலும் இந்த வேலையில் போன உடனே அவன் போய் லெட்ரின்ல கழுவ போகிறான் அப்போ அவன் கழுவும் பொழுது அந்த லெட்ரின்ல இருக்கிறதான அந்த தகர டப்பா அந்த டப்பாவை எடுக்கும் பொழுது ஒரு பேப்பர் துண்டு அந்த தண்ணியோடு கூட வந்திருக்கிறத பார்க்குறான் அவன் இது என்ன பேப்பர் துண்டு என்று அவன் பார்க்கும் பொழுது அந்த பேப்பர் துண்டு எடுத்து மறுபடியும் என்ன பண்ணுறான் அவன் அவன் அந்த பேப்பர் தொண்டு பார்க்க ஒரு இங்கிலீஷில் எழுதப்பட்டதான ஒரு க ஒரு ஒரு சு ஒரு கைப்பிரதியாக இருக்க உடனே அவன் என்ன பண்ணுறான் அதை தொடச்சி அவன் பாக்கெட் குள்ளே வச்சுட்டு அவன் ரூமுக்கு போகிறான் யாருக்கும் தெரியாம அதை காய வச்சு அது என்னதான் என்றதை பார்க்கும் பொழுது அவனுடைய ரூம்ல மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லை அவன் எழுந்து பார்க்கும் பொழுது ரோமரின் புத்தகம் எட்டாம் அதிகாரத்தில் அன்றியும் தேவனில் அன்புக்குறளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும் இப்படிப்பட்ட அன்பை விட்டு பிரிப்பவன் யார் மரணமானாலும் ஜீவனானாலும் துன்பமானாலும் இன்பமானாலும் வியாதியானாலும் எவன் பிரிக்க கூடும் என்று சொல்லும் பொழுதே கண்கள் அந்த அழ ஆரம்பிச்சான் ஐயோ அன்பரே நான் உண்மை விட்டு தூரம் போக நினைச்சனே இனி நான் போக இந்தே மறுபடியும் திரும்பி வந்தா மறுபடியுமா சொன்னார் ஆண்டöre உम्मे விட்டு நான் திரும்பி போக மாட்டேன் வாசிங்க பார்க்கலாம் ரோமரின் புத்தகம் எட்டாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் அவன் மறுபடியுமா கால் பண்ண அந்த மிஷனரியோடு கூட பேசினானா 17 ವರ್ಷத்துக்கு பிறகு عنده குரலை கேட்டு ஆச்சரியப்பட்டாரா இந்த தேவனுடைய பிள்ளையே அவரில் அன்பு குறிறவளுக்கு ஆயத்தம் பண்ணிறவறிலே கண்கள் காணுமில்ல நீங்கள் நேர்ல பார்க்கிறதுக்குள்ள காதுகள் கேட்கிறதுனால அல்ல அ மனிதனுடைய இருதயத்துல இந்த லிமிటేஷன்ஸோட பார்க்குதில்ல இந்த லிமிటేஷன் வெளிவரத்துக்கு உணர்வும் இருக்கும் பொழுது பெற்றுக்கொள்ளலாம் தேவனால் அன்பு கொள்வதை இந்த கண்கு காங்கலுன்னு பலத்துக்கு தான் நேரம் உங்களை டேரக்டா கூப்பிட்டு போயிருக்கணும் ad adumari prasanga inda na ketirka but today the message is not that thing you understand you while you are in this earth if you love jesus if you love jesus to the core your eyes will be open your ears will be open your heart will be open you will be able to see what god has prepared for you hallelujah what the world has not seen you will be able to see this thing hallelujah passing pakla romba rettam adhikaram ஒரேன் உபத்திரமோ வியாகுளமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாச மோசமோ பட்டயமோ இவையில் எல்லாவற்றிலும் நாம் நாம் நம்மை அன்புக்குரியவர்களாலே mutum jayam kollugiravargal ayikkirum hallelujah hallelujah hallelujah hallelujah nothing can separate the love of god hallelujah if you desire to love god lord i want to love you